ஹலோ அப்ளோட ப்ராடக்ட்ஸ் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நைன்டீன் நைன்ட்டி எயிட் ஆகஸ்ட் ஃபிஃப்டினில் வந்து பார்த்திங்கன்னா ஐ மேக்ஸோ அதுக்கப்புறமா ஐபோ டைஃபோ நை பேட் அப்படி மேகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாச் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வில அதிகமாக இருந்தாங்க அப்ளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் அப்படின்றதுனால தான் ஆப்பிள் ஒரு கம்பெனி பேர்டே ஃபேமஸாக ஒன்றாக இருக்குது ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ளோட சக்ஸஸாக ஐ கிளாஸ் அப்படின்ற வந்து வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஐ கிளாஸோட சின்ன அறிவு தான் இந்த வீடியோக்கப்புறம் ஸோ வீடியோ ரொம்ப இந்த ஸ்டிப்பினாக வீடியோ திறந்து பாருங்கள் வீடியோக்கில் போடலாம் அப்பளோட இன்ட்ரடியூசிங் ஐன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோமலாக நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஏர் கிளாஸாக மட்டுமே ரொம்ப சூப்பராகவும் ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த காதில் மாற்றுற பகுதி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக டிசைன் சைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த சைட் கோனரில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சென்சார் மூலமாக நாம் ஏர் கிளாஸாக மட்டும் இல்லாமல் ஏர் கொம்பியூட்டராக கூட இந்த கிளாஸை யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்கள்ல கிளாஸ்ல பண்ணிக்க முடியும் ஆப்பிள் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆரேஞ்ச் ப்ளூ பிளாக் அந்த மாதிரி நிறைய கலரில் அவைலபிளாக இருக்குது இந்த கிளாஸை நம்ம மாட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் வேர்டில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கிரியேட் ஆகுது ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் செல் ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் டாக் அப்படின்னு ரெண்டு மூட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூட் மூலமாக நம்ம நைட்டில் கூட இந்த கிளாஸ் நாம இந்த கிளாஸில் கொடுத்துருக்கிற ஆப்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ நாம் நார்மலாக யூஸ் பண்ணுற ஐஃபோனில் இருக்கிற மாதிரி கூகுள் மியூசிக் எல்லா கூட் பண்ணி பண்ணிக்க முடியும் பொறுத்துலாம் இந்த ஐ கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு